அனைவருக்கும் வணக்கம் நம்ம accessindia.com இந்தியா டாட் காம் வந்து கிராசரி கிட் எப்படி ஆர்டர் போடுறது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போகிறோம் எந்த ஐடியில் கிராசரி கிட் எடுத்திருக்கோமோ அந்த ஐடியை ஓப்பன் பண்ணிக்கோங்க அந்த ரவுண்ட் பண்ணியிருக்கிற மோர் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க தென் ஹோம் நீட்ஸ் கிராசரி பேக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க அப்புறம் இந்த மாதிரி டிஸ்பிளே வரும் அதில் பை அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க தென் இந்த பேஜ் மை அட்ரஸ் அப்படிங்கிற பேஜ் டிஸ்பிளே ஆகும் அதில் அந்த கிராசரி கெட்டு போட்டவங்களோட நேமும் ஃபோன் நம்பர் மட்டும் இருக்கும் மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கோ நீங்கள் தான் ஃபில் பண்ணணும் ஸோ இந்த பேஜில் இருக்கிற எல்லா டீட்டெயிலும் உங்க கையில இருக்கணும் அப்போ தான் நீங்கள் அதை கரெக்டாக பண்ண முடியும் ஃபுல் அட்ரஸ் கம்ப்ளீட் கொடுத்துட்டு ஹோம் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகும் இதில் கீழே புக் நவ் அப்படிங்கிறது இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் வரும் அதில் சப் வேலட் பேலன்ஸ் அப்படிங்கிறதுல ஃபைவ் தௌசண்ட் இருக்கு அந்த டாட் கிளிக் பண்ணிவிட்டு பே நௌ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க கடைசியாக பேமெண்ட் ரெக்கஸ்ட் இருக்கு இல்லையா ஓகே அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட அந்த கிராசரி கெட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கும் ரெக்வஸ்ட்டு ஓகே ஆயிரும் உங்களுக்கு அதிகபட்சம் செவன் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் ப்ராடக்ட் வந்து ரிசீவ் ஆயிரும் அந்த ப்ராடெக்டை யார் ஐடி போட்டிருக்காங்களோ அவங்க போய் பார்த்தீங்கன்னாக்கும் அந்த கார்கோ பாயிண்ட்டில் போய் வாங்கிக்கணும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நீங்கள் போய் எடுத்து கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது யார் ஐடி போட்டிருக்காங்களோ அவங்களே போய் அவங்கள அவங்க நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கும் கால் வரும் அந்த கால் வந்த பிறகு அவங்க போய் எடுத்துக்கலாம் ஸோ இதை கரெக்டாக இன்ஃபார்ம் பண்ணிடுங்க தேங்க்யூ